இப்போ வேற அப்ளிகேபிள் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க ஐயா இப்ப வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஒரு காதல் கொள்ளுறான்னு வச்சுக்கோங்களா ஐயா இப்ப வந்து சராசரியா இப்ப வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இன்சிடென்ட் ஐயா இப்ப என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வீக் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து கதலிக்குனா ஐயா இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியலையா இது பிரிச்சாலும் அதாவது அந்த ஆசையை வந்து மறைக்கவே முடியலையா இது விட்டு அந்த பொண்ணிட்ட போட்டி நீ இவனை இல்ல என் போட்டி நீ என்ன பொண்ணு விட்டுருப்பாரு அது சில வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க ரெண்டு பேராலயும் உதவ முடியலையா சரி இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வேணாம் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாலே முடிஞ்சிருக்கா அங்க வந்து உணர்ச்சி வந்து ஆட்கொள்ள ஐயா ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த பாவத்து அந்த ஒரு பாவம் நம்ம சொன்னா அதை நம்ம பஞ்சபட்ட பாக்குற ஒரு பாவம் அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து ஆசை அந்த உணர்ச்சி உணர்ச்சி ஏற்பட்டவொடனே அதுக்கு மேல சொல்லுங்களே வர முடியும் இது வந்து இல்ல நீங்க வெளில வெளியில வாங்க அப்படின்ற சொல்ற அந்த ஆப்ஜெக்டிவிட்டியே இருக்காது ஒரு சிறு குழந்தைக்கும் பஞ்சமிட்ட மேல சரி ஒரு பெண்ணுக்கு ஆண் வேலை கொடுற காதலும் சரி ஆணுக்கு பெண் வேலை ஏற்படுற காதலும் சரி அடிப்படைகள் சகல பிரபஞ்சமும் ஏதோ ஒரு நிகழ்வுல இருந்துச்சிருக்குல்ல ஒரு புல்லு கூட மொளை விடுதில்லை ஹலோ புல்லு கூட மொள விடுதில்லை அப்ப வந்து அந்த விதை வந்து கொண்ட பற்று தானே அஞ்சு பூதங்களை கொண்ட பற்று தானே அது மொளவிட வைக்கிறது அதே போல இங்க வந்து தோற்றத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற தோற்றமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற அதனுடைய நீதிகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவைகள் வந்து பூர்வ வினைக்கடல் வந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து இருக்கிற காதல் வந்து ஒத்தர் மேல ஒத்தர் கொண்ட அந்த ஈர்ப்பு வந்து அதிசூக்ஷம அவங்கள நீங்க வந்து உடல்களா பாக்குறீங்க அதனாலதான் வந்து அவரை வந்து அந்த பொண்ணை விட சொல்லி சொல்றீங்க அந்த பொண்ணை வந்து இவரை விட்டுருமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க பேரண்ட்ஸ ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க எல்லாரையுமே உடல்களா நீங்க பாக்குறீங்க சூக் பார்க்காததுனால வர பிரச்சனை சூக்ஷமத்தில பாத்தீங்கன்னா வெள்ள பெரிய மனிதர்களா ஒரு போட்டான் தோகளா அதுக்கு பின்னாடி போர்சஸ் வந்து அது இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த போர்சஸும் ஏக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்குன்னு தெரியாது புரியுதா ஏன் வந்து இயக்கங்கள் இருக்கின்ற அவைகள்லாம் பூர்வ காரண காரியங்களுக்குள்ள ஒரு ஒரு இடத்துல வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துதானே பக்கத்துல இருக்க இடத்துல வந்து புயல் வீச ஆரம்பிக்குது கரெக்டா கண்டிப்பா அந்த மாதிரி மழை பெய்யுதுன்னு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏன் அங்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேற எங்கேயோ வந்து இன்னொரு அதுக்கும் டீப்பரான சூக்மாவே காரணம் இருக்கும் சைக்கிள் ஷாப் காசு எஃபெக்ட் வந்து இந்த பிரபஞ்சத்தை தோன்றியவைகளை அட்டிப்படைக்குது அப்படி வந்து இந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் நடக்கின்ற காதல் வந்து நீங்க பெரிசரியில இருந்து பாக்குறீங்க சூப்பர்ல சர்பேஸ்ல இருந்து பாக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பன் உங்களுக்கு தெரிஞ்ச தோழி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அவங்க வீட்டுல ஏதோ சொல்லுவாங்க இவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச படம் இவ்வளவுதான் ஆனா அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச படம் இவ்வளவு தானே அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு அவருடைய அப்பாவை தெரியும் அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பா ஃபேமிலிய தெரியும் அவங்க ரெண்டு பேரும் மறுக்கறாங்க அவங்களுக்கு உண்டான காரணங்கள் இருக்கும் இப்படி அவங்க மறுக்கிறதுக்கான காரணங்கள் இவங்களுக்கு ஒத்தர் மேல ஒத்தொரு காதல் விதைன்றது விழறதுனான காரணங்கள் அது பயங்கர வெறி கொண்டு முடியாதுன்னு எதிர்க்கிற காரணங்கள் இது எல்லாமே லைனா மாரிச்சாய் வந்து இருக்கு பழைய பதிவுகள்ல இருந்து நீங்க வந்து இன்ட்ரவேல ஒரு படத்துல நுழைஞ்சு திரு திருந்து முடிச்சிட்டு இருக்கீங்க புரியுதா உங்களுக்கு ஆரம்பம் தெரியல ஏன் இவன் வில்லனா இருக்கான் அவையே இவனை எதிர்க்கிறான் இமையன் கதாநாயகனா இருக்கான் அப்படின்றதுக்கு காரணம் கேட்கற மாதிரி இருக்க எல்லா காரணங்களுக்கும் ஒரே பதில் எல்லா காரியங்களுக்கும் ஒரே பதில் என்ன எல்லாமு நாளைக்கு விதிக்க நாளைக்கு விடிய போற சூரிய உதயம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இல்லையா இன்னும் ஐம்பதாயிரம் வருஷம் கட்சி இருக்க போற சூரிய உதயம் இருக்கா இல்லையா அதே போட்டோ போட்டோ இல்ல இருக்கு இருக்கு என்ன இது வந்து இல்யூசரி யூனிவர்ஸ் காணல் நீர் யூனிவர்ஸ் அது வந்து அதனுடைய முன் இயக்கம் அது தடுத்த இயக்கத்துக்கு தள்ளுது இந்த இயக்கம் இதுக்கு அடுத்த காரியமா போகுது அந்த காரியம் திருப்பி காரணமா ஆகுது அதுக்கு அடுத்த இயக்கத்துக்கு இப்படி காரண காரியம் காரண காரியம் சொல்லிட்டு டைமும் ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்பேஸும் அஞ்சு பூதங்களுமே சேர்ந்து ஆப்ஜெக்டிஃபை மேனிபெஸ்டோ ஆயிருக்கிறதே பதிவுன்னா இப்ப வந்து ஆசைய ஒத்தர அறுக்கிறதுன்றது வந்து ஒரு குரு சந்நீதியில உங்களை மாதிரி நீங்க உங்களை மாதிரி இணக்கமா இருந்தீங்கன்னா தான் இப்ப நீங்களும் அதே ஒரு சராசரி குடும்பஸ்தர் தான் ஒரு குழந்தைகளை ஈன்று ஒரு தந்தை ஒரு ஒரு வாழ்க்கையில இருக்கிறவர் கணவன் மனைவி அப்படின்ற இருக்கிறவர் உங்களுக்கு ஏன் தேட்டம் வந்தது புரியுதா புரியுதா அதனால நீங்க எப்படி அதுல இருந்து வந்தீங்க சரிங்களா பெரிய வயசு ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த காலத்துல இருந்து நம்ம இதுல என்ன சொல்றாங்க இந்த ஆன்மீகம் எல்லாம் அறுபது வயசு ஆகட்டும் அதுக்குள்ள புத்தி கெட்டு சீரழிஞ்சு கிடக்கும் புரியுதுங்களா அறுபது இல்ல பதினஞ்சுலயும் சீரழிஞ்சு கிடக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பூர்வ வினைகள் மார்க்சாய்கிட்டே இருக்கு அதனாலதான் வந்து இது வந்து கிளியரா சயின்டிபிக் டேர்ம்ஸ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆன்மீகத்தை என்ன சயின்டிபிக்கா சொல்றேன் எல்லாமுமே விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க பார்ட்டிக்கல் பிசிக்ஸ் வரைக்கும் தான் போறாங்க போர்சஸ் வரைக்கும் போறாங்க போர்சஸ் கூட அவங்களுக்கு அலோவ் பண்றது இல்ல அது புரியுது ஜீனு போடுறாங்களே ஜீனா என்ன அது வார்த்தையாது இல்லையே அது வார்த்தை கிடையாது எச் டூன்றது வெறும் வார்த்தையா கண்டிப்பா நிஜமா தண்ணி தாகத்தை தணிக்கும் அந்த தாகத்தை தணிக்கிற என்னுடைய தாகம் வந்து ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சியை நீ கொண்டு வருவியா தெரியதல் வந்து ஒரு உணர்ச்சி உணர்ச்சி எங்கே பைத்தியாரா ஏன்னா இது வந்து நம்ம ஒப்பீனியனுக்கே கிடையாது ஒப்பீனியனு கூட கிடையாது கூட லவ் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த உணர்ச்சி மையம் பிடிச்சிருந்தா தானே அந்த நிகழ்வு நடக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேரணும் இருக்கும் அவங்க மூலமா ஃபியூச்சர்ல வர பசங்க பசங்கள்லாம் கூட அங்க ரெடியா இருக்காங்க வெளில வர்றதுக்கு அப்படின்னு என்னென்ன பெரிய படம் போயிருக்கு மெகா சீரியல் போயிட்டு இருக்கு இந்த மெகா சீரியல்ல புய் சீரியல் அப்படின்னு உணர்றதுதான் வந்து அதனுடைய ஆன்மீகம்னால இந்த சயின்ஸ் புரியுதா பிரபஞ்சமா நிக்கிறது மெகாச்சேரியல பொய்காட்சிகள காரண காரியங்கள பார்ப்பவனுக்கு ஆமா அவங்களும் கிடையாது அவங்கள மீறிய ஆசைகள் தான் இருக்கு புரியுதுங்களா அவங்க மோகத்தையோ அவங்க காதலியோ யாராலேயும் தடுத்து நிறுத்த முடியாது அவங்க இணையணும்னா அவங்க எந்த சக்தியும் என்ன ஆன்மீகம் நிறுத்த முடியாது புரியுதுங்களா இறைவன் தடுத்தாட்கொண்டா முடியும் அந்த இறைவன் வந்து குரு ரூபமா வரலாம் அந்த வார்த்தைகள் வந்து ஒரு வேலை வந்து அதுக்கும் அதுக்கும் பார்க்குவோம் ஒரு சுந்தரரை எப்படி தடுத்தாட்கொண்டாரோ அப்படிதான் ஆட்கொண்டார் ஏற்பட்ட இறைசக்தி தடுத்தாட்கொண்டாதான் வந்து இந்த உயிர் அந்த உயரைய ஞானத்தோட தடுத்தாட்கொள்ளப்பட்டு நடக்க வேண்டிய விஷயம் புரியுதுங்களா அவங்களால வந்து ஒரு சாதாரண சம்பவங்களுக்கே அவங்களுக்கு நிலை இல்லன்னா நிதானம் இல்லைன்னா இந்த பெரிய விஷயத்துக்கு அவங்க ஓபனவா இருப்பாங்க வருவாரான் பெரிய சந்தேகம் அதனால வந்து இதிலாம் நம்ம வந்து புத்திய கூட பேஸ்டே பண்ண வேண்டாம் இல்லாட்டி பகவான் ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு நடந்து கொண்டிருக்கிற அத்தனை சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் என்னுடைய என்னுடைய விருப்பம் வந்து இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நடக்காம நிந்திராரு நடந்தே இறம் நடந்தேறும் அதே மாதிரி இது நடக்கணும்னு எதையா விரும்பினேன்னா அது நடக்க முடியாமதான் போகணுன்றது அப்படித்தான் போகமுமே தவிர என்னுடைய விருப்பத்துக்கு அது நடக்காம நிந்துறாரு புரியுதா கண்டிப்பா இப்படி எல்லாத்துக்கும் எல்லாருமே பதிவுகள் நீங்க பாக்குற ஸ்பேஸ்ல இருந்து பாக்குற நீங்களே வந்து இந்த பதிவுகள்ல இருந்துதான் வெளில வந்துட்டு அத உடச்சுகிட்டு நீங்க உள்ள வந்திருக்கீங்க இப்போ புரியுதா உங்களை பொறுத்த வரைக்கும் காயமானவன் அந்த ஒரு ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுறேன் அது உடச்சிக்கிட்டு கிழிச்சிடுச்சு அதை என்ட்ரெஸ் கேச்சு உள்ள போய் எட்டி பாத்தாச்சு புரியுதா எண்ணத்தை கீழ்ச்சி எட்டி பாத்துட்டீங்க உணர்ச்சிகளை கிழிச்சு எட்டி பாத்துட்டு இருக்கீங்க கவனத்தையும் கிழிச்சி எட்டி பாத்துட்டு இருக்கீங்க பாவம் சொல்ற அகந்தைக்கு பின்னாடி எண்ணெய் இருக்கு ஆழ்ந்த வருக்கம்ன்ற ஒரு பதிலும் கொடுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த எச்சுக்கு வந்து நிக்கிறவர் சரிதுங்களா அதனால இங்க வந்து இங்க வந்து எந்த ஒரு பெரிய சுனாமி எடுத்தாலும் சரி இந்த மாதிரி தனி மனிதர்கள் வாழ்க்கையில அது கூட பிறந்தவங்களாவே இருக்கட்டும் இங்க பேர்பட்டவர்களா இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் இது தீபா உண்மைதான் பாப்பாதே தன்னை தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உண்மைதான் தெரியும் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது இவங்க தடுத்து நிறுத்தினாங்கன்னா இவங்க தான் உடையும் புரியுதா அப்படின்றதும் போய்கிட்டே இருக்கும் அப்புறம் கட்டுப்படாது அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்னும் பண்ற ஒரு ஒரு இண்டு இடுக்கு விடாம வந்து இறைவன் வந்து சூழ்ந்திருக்காங்க அன்ம குருளா இல்லையா பிரபஞ்சத்தை இவங்களுக்கு ஏற்பட்டு இருக்க இந்த காதல் உணர்ச்சியும் சரி அங்க இருக்கிற கிராவிடேஷனல் போர்ஸும் சரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸும் சரி எல்லாமு கருத்தையோ உங்களுடைய ஆளுமையோ நுழைக்கு மாற இந்த மாதிரி வந்து உங்களை எப்படி நீங்க பிரிஞ்சீங்க நீங்கதான் பாக்கணும் புரியுதா தெரிஞ்சிக்காம நீங்க எப்படி பிரிஞ்சீங்க நான் எப்படி வந்து இந்த உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவத்துல நான் இவ்வளவு கருத்தை ஊன்றி அந்த அவங்க என்ன கேப்பாங்க உங்ககிட்ட நாங்க முடியாதுன்னு கேப்பாங்க இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க எதிர்பார்த்து என்ன சொல்லுவாங்க அதை உடைச்சு குடுப்பா கொஞ்சம் உனக்கு வந்து கண்டிப்பாக நீ உங்க நண்பனா இருக்காச்சு அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி அந்த பொண்ணு வேண்டாம் சொல்லு அப்படின்னு பொண்ணோட அப்பா அம்மா தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த பையன் வேணாம்னு சொல்லுப்பா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கரெக்டுங்களா ஆனா நீங்க வந்து நீங்க ஒரு அவங்கள அவங்க வேணும் வேணாததுக்கு அவங்களுடைய ஓன் ரீசன்ஸ் இருக்குல்ல அந்த ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதுவே அவங்களுக்கு வந்து உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு புரியுது எதுக்கோ வேணாம் சொல்றாங்க புரியுதா ஓகே ஓகே உன்னை வந்து அந்த பையன் போய் கட்டிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொல்றாங்க அதே மாதிரி பையனோட அப்பா அம்மா ஒரு காரணத்துக்கு சொல்றாங்க அதுக்கு அந்த காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சுத்த தேர்த்தலா இருக்கும் புரியுதா அதனோட நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அது பேத்தலா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமுமே வந்து பழைய பதிவுகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு அது ஒண்ணுதான் நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதாவது வந்து அவங்க வந்து உங்களை மதிக்கிறாங்கன்றதுனால உங்களுடைய ஏதோ பல வருட நட்பையோ எதையோ மதிச்சு அதை கேக்குறதாங்கன்றதுனால தத்துவ தத்துவத்தை உணர போய்ட்டு நீங்க அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது புரியுதுங்களா அவன் பயந்தது பயந்தது தானே அவனுடைய உணர்ச்சிக்குள்ள போய் நீங்க ஆறுதல் சொல்லிடுவீங்களா கேட்கற கண்டிப்பா முடியாது எல்லாரும் மனத்துக்குள்ள தனித்தனி உணர்ச்சிகள் சோகம்தான் இங்க பிரபஞ்சம் பூரா அந்த சோகத்துக்கான காரணத்தையும் விளக்கறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா அந்த சோகமும் வேண்டி இருக்கு அவங்களுக்கு நல்லா புரட்சிக்கலாம் ஓகே ஓகே சோகமும் பிடிக்குது விடுதலையும் பிடிக்குது மனதுக்கு பிடிச்சது வந்து எல்லாமுமே பிடிக்குது புரிதா என்ன கொஞ்சம் அடியேன்னு சொல்றதும் பிடிக்குது ஐயோ வலிக்குதேன்னு துன்புறுறதும் பிடிக்குது அது பிடிக்கல புரியுதா யோ வலிக்குதே அடிக்கும் போது வலிக்காம அடி அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் போகுது துன்பத்தை தவிர்தான் நம்ம என்ன சொல்றோம்னா யாருடைய மனம் யாருடைய உணர்ச்சி அத வந்து நீங்க தான் விசாரிக்க முடியுமே தவிர அவங்க வந்து துன்ப கடல்ல தான் போய் மாட்டுவாங்க யாரு அவங்கள பார்த்தவங்களும் மாட்டுவாங்க இவங்களும் எல்லாருமே மனத்தை விசாரிக்காத நிறைய இன்டர்பிரேஷன் கொண்டு வந்து கரெக்டா கத்துக்கலாம் சரி பாய் அப்பா தானே எதிர்க்கிறாரு இந்த அப்பாவை மாமாவை வச்சு சரி பண்ணி பாக்கலாம் அப்படி சரி இல்லன்னா மாமாவை வச்சுட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அந்த கொண்டு வந்து தள்ளி கட்டிக்கலாம் நிறைய யோசனை பண்ணுவான் அப்புறம் அந்த மாமாவுக்கும் அப்பானுக்குமே சண்டை ஓட்டுறோம் இப்படி இது மெகா சீரியல் தொடரும் போகுது சந்திப்பையா கரெக்டா கண்டிா இது வந்து இது உலகம் உலகம் இப்படிதான் இருக்கு மொத்த ஆட்டமும் போய் யாருக்கும் ஒன்றும் விவரம் கொடுக்கப்படலை அதுக்கு மாதிரி வெளி உலக நடக்கிற ஆன்மீகமா என்ன பண்ணிடுச்சு அவங்கள இன்னும் வெளியே இழுத்துக்கிட்டு போகுது வேகமா அவங்க உடம்பா ஆக்கி உடம்பு மூலமா அவங்களுக்கு ஏதோ ரிலீஃப் எல்லாம் மாதிரி அந்த நான பத்தி எதையுமே விசாரிக்காங்க மனச பத்தி எதையுமே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பதிவுகள்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன பயம்னா அவங்க உணராறதுனால எங்க நான் பதிவுகள்னு சொன்னா வந்து என்ன நிறைய கேள்வி கேட்டுருவானோ அப்படின்னு அவுட் பண்ண மாட்டான் புரியுதா ஏன்னா அவனுக்கு விஞ்ஞானம் அது தெரியல உள்ள உணர்ல இங்க வந்து இது வந்து அப்சொலியூட் சைன் நம்ம நம்ம வந்து இத பாக்கலாம் அவ்வளவுதான் எல்லா கூத்தலாம் நம்ம மேலே பாக்கணும் இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கோசரம் கேட்டீங்க அந்த கேள்விய நீங்க வந்து உங்களுக்கு அன்போல்ட் ஆயிட்டு இருக்கிற எல்லா உணர்ச்சிகளையுமே நம்ம பாத்துட்டு இருக்கிற லெவலும் நாமளே அதை வந்து மாத்தவும் முடியாது தவிர்க்கவும் அதனோட உண்மையை மத்தனா இதனோட உண்மை என்ன இப்ப வந்து ஒரு உணர்ச்சி வந்து என்ன வந்து அவமானப்பட வைக்குதுன்னா அவமானப்படுபவன் எவன் அப்படின்னு நான் பாக்கும்பொழுது எனக்கு அந்த உணர்ச்சி வந்து விழுந்து போயிடும் இல்லைன்ற விட வந்து அல்ரெடி வந்து பைனல் விட போட்டுட்டோம் அந்த ஒரு பரிபூர்ணமான நிலை உணர்ந்த நிலை இறை நிலை கடவுள் நிலை இல்லட்டி கடவுள்ற வார்த்தையை இங்க வந்து உருவமாவும் பெயரோ ஆர்டி மாத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்கல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் என்னென்னமும் இன்டெர்பிரேஷன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்குல்ல ஆன்மீகம்ன்ற பேர்ல உள்கடக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் அவங்களும் அவங்கவுங்களுக்கு உள்ள கடக்க வேண்டிய விஷயத்த வெளியில இன்னும் சிலைகளை பழக்கிறதும் ஆராதனைகளை படைக்கிறதும் அவனுக்கு அதுல தமாஷ் காமிக்கிறதும் எப்படி தச போயிட்டு இருக்கு புரியுதா இதெல்லாம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல இது பண்றதுல இன்னும் கொடுமையாவது இல்லையா இப்ப இவங்களை வந்து நீங்க ஒரு ஒப்பீனியும் சொல்லாம உங்களுக்கு நீங்க வச்சுக்கல அட்லீஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் இல்ல என்்க்கோ உணர்வாங்க கரெக்டா இதுல வந்து அதாவது நான் பேசறதுக்கு ஒன்னும் இல்லை என்ன எனக்கு அப்படின்னு நீங்க விலகிட்டீங்க வச்சுக்கல என்னைக்காவது உணர்வாங்க ஆனா நீங்க போயிட்டு இதுக்கு ஆன்மீகத்துல இப்படி ஒரு விட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் எல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க வச்சுக்க உடைக்கலாம் இன்னும் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போலீஸ வச்சு இதை வச்சு அதை வச்சு இவங்களை சந்திக்க முடியாமல்லாம் பண்ணி இதெல்லாம் திருப்பி பழைய கந்தார்கோளம் தானே கண்டிப்பா இருக்குது பதிவு இருக்கு அதன் செயல் அவன் ஒரு மேல் ஜென்டர் மாதிரி போடுறோம் அது இப்படித்தான் இருக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த செகண்ட்ல வந்து இந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்ட இதெல்லாம் கூட வந்து ஆன்மீகம் மூலமா மீட்க முடியுமா அப்படின்னு இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்கிச்சு உங்களுடைய மனம் கரெக்டா இந்த மாதிரி காதல் இதை வந்து நம்ம ஏதாவது ஆன்மீகத்தில இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்கள பிரிக்க முடியுமா நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கொண்ட காதல் இந்த மோகம் அது வந்து ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு இல்லாட்டி அவங்க செக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஹலோ இத வந்து நீங்க வந்து ஆன்மீகத்துக்கு வந்து ஒரு தனி விட கொடுக்காது ஆன்மீகம்னா ஆன்மீகம் தான் என்ன நம்மளை பத்தி இருக்கீங்க அவ்வளவுதான் நம்ம பத்தி ஒரு அடிப்படை வந்து நம்மளுடைய இந்த ஆன்ம தத்துவத்துல பாத்தீங்கன்னா தோற்றம் வந்து எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா மூன்று குணங்கள்ல இருந்து வருது ஒரு ஒரு டிராப் வாட்டர் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகூலு ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் கரெக்டா கண்டிப்பா அது குணம் தானே ஹைட்ரஜன்ல மாற்ற முடியுமா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் கண்டிப்பா அது ரெண்டு யூனிட் இருக்கும் கரெக்டா இந்த மாதிரி வந்து ரெண்டு யூனிட்டும் ஆக்சிஜன் ஒரு யூனிட்டும் சேரும்போது வாட்டர் இல்லீங்களா கண்டிப்பா இதெல்லாம் குணங்கள் தானே சத்துவங்கன்ற வார்த்தையே வந்து என்ன அர்த்தம்னா குணம் அர்த்தம் நீ அப்படின்னா ஏன் அப்படி பிக்சடா இருக்கும் மூன்று குணங்கள்னு சொல்லப்பட்ட சத்வ ராஜச தாமச குணங்கள் தான் இந்த பிரபஞ்சமா கண் முன்னாடி ஆகாசமா இருக்கிறது வந்து சத்வ ராஜச தாமசகுணம் ஒரு மாதிரி அதுவே ப ஒரு சம்பவம் வந்து ஒரு ஒரு நன்ற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பனோ ஒரு தோழியோ அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற காதல் உணர்ச்சி வந்து அதுவும் குணத்தனோட அடிப்படையில தானே இருந்தாக எப்படி வந்து வெளியில இருந்து வெளி நீங்க தாயம் பண்ணணும்ன்றவர்களுடைய டிரைவு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நம்புறீங்க நீங்க அடிப்படைய புரிஞ்சுக்கல அர்த்தம் குணங்கள்னால நிக்குது மூன்று குணங்கள்ல நிக்கிது மூன்று குணங்கள்ல நிக்கிது அப்படின்னா உங்க மனசு கூட அதுலதான் நிந்தாவணும் ஏற்பட்ட இந்த முகுணமயமான பிரபஞ்சம் உங்க ஆழ்ந்த வரக்கத்துல குணமும் இல்லை பிரபஞ்சமும் இல்லை அப்படின்ட்டு நிக்கிறது அப்படின்னா அது வந்து இந்த வெட்டவெளி வந்து ஆழ்ந்த வெட்டவெளி பெரிய அறிவு மயம் இல்லை அத வந்து அது உற்பத்திக்கு வராத ஒரு பொருள் இல்ல உற்பத்திக்கும் வரல ஒடுக்கத்துக்கும் வரல புரியுதா கண்டிப்பா அது என்ன பண்ணிடுது இந்த மாதிரி உற்பத்தி உடுக்கத்துக்கு ஆட்பட்டுற உங்க மனசையே பண்ணிட்டு உங்க பௌதீக உயிரினுடைய இருப்பையே உங்களை உணரவிட்டாம பண்ணிட்டு நீங்களே இல்லைங்க அதுக்கு முன்னாடி உங்க பிரபஞ்சமே இல்லாம பண்ணிட்டு சரிங்களா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நெருமூலம் பண்ணிட்டு தான் தானாவே இருக்கா இல்லையா அது கண்ணியமாவும் இவைகளுக்கு இருப்பு இல்ல அப்படி வந்து தோன்றி தோன்றி மறைந்து ஒரு சர்வசாதாரணமான விடுங்க அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு மூணு மாசம் ரெண்டு பேரும் வந்து நீ பாங்க அப்படின்னு சொல்லி விடுங்க சரியாயிடும் புரியுதுங்களா அந்த வேகத்தை வந்து இது முடியாது எப்படி சொல்றேன்னா அதே தான் இதை ஹைட்ரோஜனை பல உடல்கள் எல்லாரும் நீங்களும் வரீங்க நானும் வரேன் அவங்களும் வர்றாங்க பிரபல மாறி மாறி மேல் கூடுதான் வேற வேற மேல் கூடுதான் வேற சரியில்ல அதுல வந்து நான் வந்து தத்துவம் இன்னதுன்றத உணர்ந்து அம்மையா இருந்துட்டு எக்ஸ்பிளேஷன் இப்போ வந்து மயமாகவே வந்து எது எல்லாம் ஆன்மீகம் இல்லையோ அதுதான் ஆன்மீகமா இருக்கு அதனால வந்து எல்லா பதிவுகள் ஓகே அய்யா இந்த ஒரு क्वेश्चन கேக்குறையா இப்ப நீங்க வந்து பார்த்தா எல்லாமே பதினுகள்னு சொல்றீங்களே அய்யா ஆமா இப்ப எல்லாமே பதினுகள் பதினுகள்னு வந்தால அதுக்கு ஏங்க ஆமா அது ஒரு ஊழக்கப்பட்டுறதுக்கு ஏரியல் பேரு ஓடிக்கிட்டே இருக்குது டைம் ஸ்பேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஆ சரி அது வந்து ஒரு எதற்கு வந்துறတယ် அது வந்து கேங்க சலாம் போயி போயி இப்ப மனதில மனதகுடுவே எழும்بلனா எண்ணம்லாம் புடி பெய்யா இருக்கு இந்த பக்கம் இப்ப அதே செயல் சொல்றது வந்து அது பாத்தீங்கன்னா உண்மை ஓகேங்களா ஐயா இப்போ இது வந்து பதிவுகள் வந்து எப்படியா இருக்க முடியும் அப்ப புரிய ஒரு சில அமீபா அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில அமீபாவா கூட அது இல்ல என்ன நினைக்குதுன்னா அதுக்குள்ள வந்து ஒரு கான்செப்ட் வருது குணமயமா ஏதோ ஒரு கான்செப்ட் வருது என்ன கான்செப்ட் வருதுன்னா இது நல்லா இருக்கும் நீ அப்படின்னு வந்து ஏதோ நினைக்க நினைச்சோன்னா அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்குங்களா அத பண்றது வந்து குணங்கள் மூணு அந்த குணங்கள் வந்து இப்ப வந்து ஒண்ணு ஆழ்ந்த வரக்கத்துலயே நம்ம தினம் தினம் இறைநிலையாவே இருக்கோங்க கண்டிப்பா அங்க இருக்கிற இறைவன் ஏன் மாதிரி வந்து விழிப்ப சனி புத்தியா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து தங்களை வைத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு தாயமானவன்ட் தாயமானவனுடைய நாள் வரைக்கும் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் வந்து சாஃப்ட்வேர் மெட்டேஜ் டிரைவ்ஸா இருக்கு டிரைவ் சாப்ட்வேர் டிரைவ் அது வந்து ஆழ்ந்த வருத்தில வந்து அதுக்கு வேண்டிய வீரியம் வந்து வரல அந்த மீரியம் வந்து ஆழ்ந்த வருத்தி நிறுவனம் இருக்கு சொல்லுமா அந்த ஞானசக்தின்றது என்ன எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ல இருக்க எலக்ட்ரிசிட்டி மாதிரி பூரா இருக்காது எலக்ட்வே அதனாலதான் இது பண்ண முடியாது அதே மாதிரி கரண்ட் மாதிரி தனித்த கரண்ட் வருமா நீங்க என்ன பண்றீங்க ஒரு பேட்டரிய வந்து ஒரு சும்மா எதுக்காக என்ன பண்றீங்க எடுத்து வச்சிருங்க வெளில கைகள் அதுல வந்து பேட்டரி லீக் ஆகாம இருக்குற அதுக்குள்ளே சேமிக்கப்பட்ட எலக்ட்ரிசிட்டி அதே போக நீங்க தனித்தனி நாட்டங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு வடிவத்துக்கு வெளிப்படுறதுக்கு பெறுவதற்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு இடத்துலயும் ஆன்மபொருள் இருக்கு புரியுதா அதுக்கு எதுவுமே நடக்க முடியாதுங்க ஆன்மபொருளே வந்து நம்மள வந்து இறைநிலையாகவே ஆழ்ந்த உரத்தையும் விரகரிக்கல ஏன்ஷயங்களா வந்து நீங்க தூக்கம்ன்றது கூட வந்து ஒரு வாசனை அது இவ்வளவு நேரம் உடலுக்கு ரெஸ்ட் வரும் அந்த அளவுக்கு நீங்க தடம் செய்யப்படுவீங்க காரணக்காரியம் இல்லாம மனம் வந்து எக்ஸ்பென்ட் ஆயிருக்கும் திருப்பி மனம் வரைக்கும் பேட்டரி சார்ஜு எக்ஸ்பெல் பண்றதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு வாசனைகள் ஓகே அதனாலதான் உடல் கொண்டு உடனே விவகரிக்கிறோம் நான் பாவம் வந்து எல்லா உடம்புலயும் திருஷ்டிக்கிட்டு தூங்கும் போது சென்றவர்கள் மாதிரி புரியுதா ஓகே அப்புறம் இந்த தேகத்துக்கு உண்டான இந்த பிறப்புக்கு உண்டான இந்த வாசனைகளுக்கு உண்டான இந்த தேகம் வாழ்க்கை முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா அந்த ஷெல்ல தூக்கி போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி தூக்கம் போல வெயிட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றது இன்னொரு வடிவத்துக்கு போகுது ஓகே மொத்தத்துல வந்து டைம் ஸ்பேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது சனி ஜீவன் இந்த பிரபஞ்சமே பிரபஞ்சமே மாயா காரியம் வாங்க மாயா காரியம் மனன்ற அடங்கிறது எழுதுகிறது தோன்றுகிறது மறைகிறது அப்படின்னு அப்பா சேருவதும் பையனோட அப்பா அந்த பையனை பாக்க விடான்னு சொன்னேன்னா இல்லையான்னு பெண்ணோட அப்பா சேருவரும் இதெல்லாம் கண்டினியூட்டி கொடுக்கற அகந்தைகள் புரியுதா ஓகே ஓகே சோ இந்த உணர்ச்சிகள வந்து கம்ப்ளீட்டா இந்த ஜென்மங்கள்ல அவர்களுடைய பெற்றோர்களா இருந்து யுத்தம் பண்ணணும் அவங்களே நிம்மதி இல்லாமல் விதிக்கப்பட்டிருக்கு உணர்ச்சிகளை ஏன் இணைச்சு கொள்கின்ற விரும்புவதற்கும் இருப்பதற்கும் துன்பப்படுவதற்கும் இன்பப்படுவதற்கும் ரெண்டு இல்லவே இல்லை ரெண்டு இல்லாத இடத்துல ரெண்டையும் இணைத்து வச்சிருக்கிறது வந்து நானு அதுலதான் வந்து சூப்பர் சயின்டிஸ்ட் தான் நம்மளுடைய பகவான் ரமணா மகிர்ஷி மீது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இரட்டைகளை இரட்டைகளை தடுக்கிறதுக்கெல்லாம் போட்டாங்க ஆன்மீகத்துல இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கும் அதை சொல்ல முடியல சொல்ல முடியாது பொய் ஆன்மீகமே தொடர்ந்துகிட்டு ஆனா பகவான் வந்து எதாவது முடிச்சிட்டாரு எல்லாத்தையும் வச்சிட்டு நானு ஆனா நான் பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்சிட்ட பிரபஞ்சத்தையே புடிச்சிட்டம் என்னத்தை விசாரிக்கிறீங்க பிரபஞ்சத்தர் விசாரிக்கிறீங்களை விசாரிக்கிறீங்க எனர்ஜிஸோட மர்மங்களை விசாரிக்கிறீங்க அஞ்சு பூதங்களுடைய மர்மங்களை விசாரிக்கிறீங்க மொத்தமா தோற்றத்துக்கு வந்து இருக்கிற அந்த ஆளையும் சேர்த்து விசாரிக்கிறவனையும் சேர்த்து உலகத்தையும் சேர்த்து அவன் புத்தியிலேந்து இதெல்லாம் து எங்கது எழுது முடிச்சு வந்து இங்க வந்து அதை வந்து தாண்டி ஒரு சயின்ஸ் ஆக்கி கையில குத்துட்டு போறவர்கள் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சைடு சொல்லக்கூடிய அளவுல நம்ம சொன்னது உடனே போகுது அது ஒண்ணு என்ன காமிக்கிறது ஒரு டச் ஸ்கிரீன் சென்சார் மூலமா ஒரு வீடியோ பட்டன் அழிச்சுட்டீங்கன்னா எல்லாமே லிங்க் தானே கரெக்டா உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ல இருக்கிறது எல்லாமே மொபைல்குள்ள இருக்கிறது எல்லாம் லிங்க் தானே எதை தொட்டாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது அந்த லிங்க் இன்னொரு அந்த லிங்க் இன்னொரு லிங்க் அத போல இங்க வந்து என்னியா பிரித்தோமோ அதுல இருந்து நம்மளோட உள்கடை திருப்பி ஹைபன் உள்கடை உள்கடை உள்கடை உள்கடை உள்கடை உள்கடை போடும்போது கடவுள் இத வந்து இன்னைக்கு கடவுளா வார்த்தை ஆகிடாது உள்கடந்துகிட்டே இருக்கு பாவங்களையும் உணர்ச்சிகளையும் கவனங்களையும் இடத்துல வந்து செட் பண்ணது மனிதர்களே இல்லாமல் இந்த பிரபஞ்சம் அத விருச்சிருக்கல அது என்ன பிரபஞ்சம் ஓகே நீங்க தான் யோசிக்க போறீங்களா மனிதர்களே இல்லாத மனித வாசமே இல்லாத ஒரு இயற்கையோ இதுவோ இருந்ததுன்னா அதனோட பர்பஸ் என்னவா இருக்க முடியும் ஒண்ணுமே இருக்காது புரியுதா அதனாலதான் எவல்யூஷன் தியரி கூட பொய்ய வந்து சொல்றாங்கல்ல எவல்யூஷன் என்ன பரிணாம வளர்ச்சி மூணு மனிதன் மனிதன் வந்தான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மெய்ஞானத்துல எல்லா காலத்துலயும் சாப்ட்வேர் ஹார்ட்வேர் ஆகதும் ஹார்ட்வேர்ல போய் மறையிறதும் இது ரெண்டுமே மனமா இருக்கிறதும் மனம் தோன்றும் மறைய போயிட்டு இருக்கு அதுல தான் நேரம் மனத்திற்கு சாரி யாருடைய எண்ணங்கள் யாருடைய உணர்ச்சிகள் யாருடைய கவனம் யாருக்கு என்ன ஒண்ணு இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள கிடக்கிற ப்ராசஸ் இது அதுதான் உண்மையான கடவுளே அதுதான் கடவுளாடைய விஷயம் அதனால வந்து அங்ககிட்ட இருக்கிற வீரியங்கள் வந்து எல்லா செயலிழந்து அடுத்த வீரியம் எழுந்துக்கல அது வரைக்கும் வீரியம் இல்லாத மனம் பண்ணப்படணுங்க அது பேர் தூக்கம் சான்ஸ் இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் லைட் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் மனம் தான் உடம்பாவே லைட் கொடுத்து உடம்பு எழும்ப வச்சு தப்பு தப்பா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுல எல்லாரும் வித்தகர்களா வேற இருக்கும் அத வெளிய சொல்லி கொடுக்கறவங்க இன்னும் வித்தகர்கள் ஆகிட்டு இருக்காங்க எல்லாரையும் உடம்புக்குள்ள எல்லாம் ஒளியே கிடையாது ரம் ட்ட ஓடுறது எல்லாம் ஒரு பெரிய பெருமையும் கிடையாது ஹாக்க சுருங்கி விரிவு பெருமையும் கிடையாது கிட்னிலேருந்து மலத்தை பிரிக்கிறதோ இதை பிரிக்கிறதோ இதெல்லாம் விஷயமே கிடையாது இது எல்லாம் யாருக்கு பிரிக்கிறதுனா மனம்தான் பிரிஞ்சுட்டு இருக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ள மனம் இருக்கா இல்லையா கண்டிப்பா அந்த செல்ல செல்ல வச்சிருக்கிறதே மனம் அப்படி வச்சிருக்கிறது தூக்கத்துல உங்களை உங்க ஹார்ட் பியூட்டிஃபுல்லா பங்கன் பண்றது எப்படியா அதுதானே பண்ணிட்டு இருக்கு ஒண்ணுதான்பேஷனுக்கு அண்டர்கோ பண்ணும் ஒண்ணுதான் தூங்கிட்டு இருக்கிறவனும் ஒண்ணுதானே கண்டிப்பா ஒண்ணுதானே அப்படின்னா இங்க உணல் இயக்கம் வந்து மேட்ரேட் இணையில நீங்க எனக்கு அந்த அளவுக்கு உள் கடந்து ஆரம்பிக்கப்படணும் எடுத்த எடுப்புலயும் அசிங்கப்படுத்திட்டாங்க ஆக்க வச்சு சர்ஜரி நடக்கிறதோ எல்லாமே வந்து இறப்பு கூட வந்து ஒரு விஷய வாசனை வாசனை பதிவு என்ன பிறக்கிறது வந்து மூன்று உடல்கள் அறியாம என்ன சொருவம் ஒண்ணு இருக்குன்றதும் தெரியல இந்த மாதிரி பொய்கள் தான் வந்து தோற்றத்துக்கு வருது என்னோட அறியாமையே தான் நானா வருது நான் வருது நான் பாவம் நீங்க தானே இருக்கீங்க அங்க கடவுளாவது யாராவது கரெக்டாக இருக்கும் ஆமா ஐயா இப்ப வீட்டு நிலை எப்படியோ அதே போலதான் வந்து சென்றது நினைக்கிறாங்க இருப்பு இறப்பு பயந்துகிட்ட ஐயோ ஐயா எனக்கு எனக்கு இந்த ஜென்மத்துலயா ஜென்மத்தை பண்ணாதீங்க உங்க சாபம் தான் முக்கியம் அதுக்கு முன்னாடி உங்க உங்களுக்கு ஹார்த்து சரியா ஏங்கல் கூட பரவாயில்ல தைரியமா பண்ணுங்க அந்த சக்திக்கு முன்னாடி இந்த பிசிக்கல் ஹார்த்து உங்களுடைய அஞ்சு உடம்பு உறுப்புகள் அஞ்சு கோஷங்கள் உடம்ப பத்தியே கவலைப்படாதீங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப உடம்பு நல்லா ஆயிட்ட கரெக்டா உடம்பும் நல்லா ஆயிட்டாரு அப்படின்னா மனசு நல்லா ஆகாம இருக்கும் இல்ல அதனால இதுதான் கிடைத்த பேரு நம்ம தாபம் தான் அந்த காலத்து மூலமா கொண்ட குரு கிடைக்கிறது அதை விட நடக்காத ஒண்ணு வெறும் சொல்ல முடியும் அதனால அவரோட பர்பஸும் அதுதான் அவர் அந்த ஒரு பர்பஸ்க்கு அதே மாதிரிதான் வந்து குரு குருனாலதான் குருவனுடைய கருதி போல குரு இருக்குன்றது இந்த பிரபஞ்சத்துக்கு சிரேஷ்டமான தருணங்கள் அதாவது பௌதீக உடல் கொண்டு உயிர் கொண்டு விலக்கி கொண்டு இருக்கின்ற அவருடைய வாழ்வு ஒண்ணுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு சேஷ்டமான தருணங்கள் அவ்வளவுதான் உள்ளங்கள் எல்லாம் அள்ளிக்கும் அந்த தாபம் கொண்ட உள்ளங்களும் பெரிய பா பாத்திய பெற்றவர்கள் அவங்க மூலமா என்ன உலகத்துக்கு போகுது இல்லை கண்டிப்பா ஐயா கண்டிப்பா ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா ஃப்ரீவ் நீத்து போயிட்டு வாங்க நம்ம கால் பண்றேன் நல்லது நல்லது சரி சரி